உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் ஏழுற பஞ்சாயத்து அடி வாங்கிறது அசிங்கப்படுறது இது எல்லாத்தையும் வாழ்க்கையில் நினைக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு பஞ்சாயத்துலாம் வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வரும் நமக்கு பஞ்சாயத்தையே ஃப்ரெண்ட்ஸ்னால்தான்றதெல்லாம் சாபம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாபம் லைஃப்பில் எப்படியாவது உருப்பட்லாம் ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக கான்ஃபிடண்ட் இருந்தால் கூட கண்ணு மிக்கிற நேரத்தில் அந்த கான்ஃபிடெண்ட்லாம் காணமாக்கிவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களே டிமோட்டிவேட் ஆக்கி விட்டுருவாங்க நான் எல்லாம் எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கவேன் என்னை இப்போ ஸ்பெல்லிங் என்னென்னு கேட்க வச்சிட்டாங்க அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்